வணக்கம் சார் தருமபுரியில் இருந்து ராஜசேகர் என்பவர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதை படிக்கிறேன் சார் என் பெயர் ராஜசேகர் நான் உங்கள் லாயர்ஸ் லைன் பத்திரிகையை ரெகுலராக படிப்பேன் தங்களுடைய யூடியூப் லிங்க் காணொலி பதிவுகளையும் தவறாமல் பார்த்து வருகின்றேன் நான் தர்மபுரியில் ஒரு பைனான்ஸ் நிறுவனம் வைத்துள்ளேன் அதில் ஒகணக்கிளை சேர்ந்த குமார் என்ற நபருக்கு பத்து மாதத்தில் மாதம் ஐம்பதாயிரம் வீதம் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்ற ஒப்பந்தப்படி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன் ஆனால் அவர் கடன் வாங்கிய பிறகு ஒரு மாதம் கூட முழுமையாக பணத்தை திருப்பி தரவில்லை அவர் மீது உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட விசாரணை முடியும் நிலையில் உள்ளது அவருடைய நிலத்தை டிகிரி செய்வதற்கு நீதிமன்றத்தின் ஆணை வரும் அளவில் உள்ளது அவருடைய நிலம் பத்து லட்சம் ரூபாய் வரை விலை போகும் வாய்ப்புள்ளது இந்த நிலையில் கடன் வாங்கிய அந்த நபர் சாமர்த்தியமாக அவருடைய மற்றொரு நண்பரிடம் எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அது திருப்பி தர வேண்டியுள்ளதாகவும் வழக்கு போட செய்து அவருடைய நிலம் டிகிரி ஆகி அவருக்கும் அந்த பணத்தை தரவைத்து என ஏமாற்றலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார் இந்த நிலையில் என்ன செய்யலாம் என்று கூறி உதவிடுங்கள் சார் என்று கேட்டிருக்கார் சார் மறைந்த மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட சட்ட வல்லுநர்கள் குழு அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகிய எல்லாவற்றையுமே தீர்க்க தரிசனத்துடன் ஏற்படுத்தியுள்ளனர் இந்திய தண்டனைச் சட்டம் நூற்று தொன்னூத்தி ஒன்னு முதல் இருநூற்று இருபத்தி ஒன்பது வரை பொய் சாட்சியங்களின் வகைகளைப் பற்றியும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனைகள் பற்றியும் விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களிடம் கடன் வாங்கி உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பரின் திட்டத்தைப் பற்றி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபதாம் ஆண்டிலேயே இப்படியெல்லாம் குற்றவாளிகளை ஏமாற்ற நினைப்பார்கள் என்ற அடிப்படையில் சட்ட விதிகள் இயற்றப்பட்டுள்ளன நீங்கள் குறிப்பிடும் இந்த குற்றச்சாட்டு இந்திய தண்டனை சட்டப் பிரிவு இருநூற்று எட்டின் கீழ் வருகிறது Section 208 in the Indian Penal Code Fraudulently suffering decree Whoever fraudulently causes or suffers a decree or order to be passed against him at the suit of any person for a sum not due or for a larger sum that is due to such person or for any property or interest in property to which such person is not entitled or fraudulently causes or suffers a decree or order to be executed against him after it has been satisfied or for anything in respect of which it has been satisfied shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both அதாவது ஒரு நபர் தான் வாங்கிய கடன் தொகைக்காக நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக கடன் கொடுத்த நபர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அவருடைய சொத்தை அட்டாச் செய்து அந்த சொத்தை ஏலத்தில் விட்டு அதனை பயன்படுத்தி கொடுத்த கடன் தொகை திரும்ப பெறும் அளவிற்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் காலகட்டத்தில் தன்னுடைய சொத்து கடன் கொடுத்தவருக்கு போகாமல் இருக்க அவருடைய மற்றொரு நண்பரை பொய்யாக ஏற்பாடு செய்து அவரும் தனக்கு ஒரு பெரிய தொகையை கடன் கொடுத்திருக்கிறார் என்று பொய்யாக வழக்கு பதிவு செய்ய வைத்து அதன் மூலம் நீதிமன்ற ஆணையின்படி நண்பரிடம் கடனை திருப்பி கொடுப்பது போல் கொடுத்து அவர் பணத்தை திரும்ப பெற்றுக் இந்த கிரிமினல் திட்டத்தின் சாராம்சமாகும் இதற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் எனவே நீங்கள் உடனடியாக அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்குரைஞர் மூலம் இந்திய தண்டனை சட்டம் இருநூற்று பிரிவின்படி ஒரு வழக்கினை பதிவு செய்திருங்கள் உங்களுக்கு ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்பு வரும் இக்காலகட்டத்தில் புதிதாக ஒரு கடன் பிரச்சனை வழக்கினை நிச்சயம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது மேலும் பிரதிவாதி தரப்பு அப்படியே கடன் இருந்தாலும் நீதி மன்றம் வழக்கு விசாரணையின் போது அதனுடைய முழு ஆதாரங்களையும் நீதிமன்றம் பரிசோதித்து நிச்சயமாக அந்த கடன் பரிவர்த்தனை போலியானது என்பதை கண்டுபிடித்துவிடும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் தரப்பு ஆதாரங்களை எடுத்து வைத்து உங்களுக்குரிய பணத்தை திரும்ப பெற்றிடுங்கள் வாழ்த்துக்கள்